அது பிளைண்ட் சரணாகுது எதுவுமே கரெக்டாக தான் நடக்குதுன்னா படார் போயிடும் எனி யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ் அப்போ இந்த வாழ்க்கை உண்மை உண்மை உண்மை ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸாக இதை மட்டும் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணு நாளைக்கு பார்த்துக்கலான்றப்ப இன்றைக்கி மன்னிப்பு கேட்க மாட்டீங்க தப்பு பண்ணது நாளைக்கு பார்த்துக்கலான்றப்ப நாளைக்கு திரும்பிக்கலான்னு நினப்பீங்க பணம் கேட்டு யாராக வந்தாலோ உணவு கேட்டு வந்தாலோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனி சில பேருக்கு பணம் கொடுக்கக்கூடாது சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அந்த பக்குவம் எல்லாம் பக்குவத்துலதான் எடுத்தோன்னா வராது ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் சிறந்து வாழ வேண்டும் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் அவனை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லன்ற தந்தையில நீங்க உதவும் போது உங்களது ஆன்ம கர்மாக்கள் ஒவ்வொன்றாக அழியும் நீங்க மதிக்கலன்னா இறைவன் உடனே நோட்ஸ் எடுத்துருவான் அவனுக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது நீங்க மதிச்ச ஒருத்தவங்களை மதிக்கல அப்படின்னா மறுபடியும் மறுபடி மதிக்கல அப்படின்னா பண்றான் தப்பான அளவுனால் விளக்கி மறுபடியும் இந்த உலகம் உங்களை ரசிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செகண்டும் கான்சியஸாக இருக்கணும் இது போய் போய் பொய் போய்கிட்டே இருக்கணும் சுவேசரணன் சகோதரர் மகாவிஷ்ணு நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாழ்க்கையில் குழப்பத்திலையும் வேதனையிலையும் விரக்தியின் உச்சத்துலையும் இருக்கும்போது இது வாழ்க்கை இது பயணம் இது தான் பாதை மிக தெளிவாக வழி காட்டினதுக்கு ஆத்மார்த்தமான நன்றி வழி காட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த பயணத்தை மிக சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு தினந்தோறும் காணொளி மூலமாக உந்து சக்தியா இருந்து வழிநடத்தி கூட்டிட்டு போறதுக்கு மனம் ஆர்ந்த நன்றி அவரது இந்த சேவை மேலும் மேலும் தொடரணும் சகோதரர் அவங்க நீண்ட நெடுங்காலம் சிறப்பா வாழணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் மிக்க நன்றி குருவே சரணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பக்குவம் தெரியுமா இருக்கணும் நல்ல பசியில இருந்தாலும் இந்த பக்கம் ஃபுல்லா சாப்பாடு இந்த பக்கம் ஃபுல்லா காய்கறி இந்த பக்கம் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லா ஸ்வீட்ஸ் இந்த பக்கம் ஃபுல்லாக காரம் அத்தனை வகையான உணவு இருந்தாலும் இது எதுக்கு என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு நீங்க உணர்ந்து அதை சாப்பிடாம இருக்கணும் அதான் கண்ட்ரோல் பசிச்சா ஏன் சாப்பிடாம இருக்கணும்னு கேட்காதீங்க உங்களுக்கு அப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னா சாப்பிடாம இருக்கணும் அதான் கண்ட்ரோல் ஒவ்வொரு வினாடியும் நீங்க வேற யாருக்கிட்டேயே சண்டை போட்டு ஜெயிக்கிறில்ல உங்க மனசுகிட்ட நீங்களே சண்டை போட்டு நீங்களே ஜெயிக்கணும் ஒண்ணு அதுகிட்ட பேசி புரிய வச்சு சரி பண்ணணும் அப்படி இல்லையா எது வந்தாலும் அது கரெக்டா தான் பேசணும்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுவே கிராஸ் பண்ணி போயிடும் ரெண்டு வழிங்க மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடக்கிறதுக்கு இப்போ கிளாஸு சாயந்தரம் சரியா போகலைன்னா என்ன பண்றதுன்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க இதை நான் எதையுமே கண்டுக்காம ஓ அப்படியா சரி ஓகேன்னு விட்டுடணும் அந்த தாட்டை விட்டுட்டேன்னா அதுவே கிராஸ் பண்ணி போய் வேற ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்துட்டு இப்போ கிளாஸு சரியாக போகுமா அப்படின்றது கேள்வி வரும்போது இப்போ நான் இதுவும் அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் ஆஃப் ஆகி போகுது புரியுதா நான் சொல்கிறது ஏற்றுக்காமல் இப்போ நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நல்லா போகும் குருநாதர் என் கூட இருக்கிறாரு குருமார்கள் கூட இருக்காங்க தேவதைகள் அருள் செய்யும் உயர் ஆன்மாக்கள் வரும் நம்ம என்ன இருக்குது இறைவன் பார்த்துப்பார் அவரை நூறு சதவீதம் நம்புன்னு சொன்னாலும் மனம் அமைதியாகுது இப்படி போனாலும் சரணாகதி தான் போகுது அது பிளைண்டு சரணாகுதி எதுவுமே கரெக்டாக நடக்குதுன்னா படார் நமதி இல்லை போயிரும் anything you accept without conflicts will take you to peace that is the miracle of surrender appina enna edaiyum neengal thadai seeyamal varakudi enngalai <laughs> appadiye yetrukolum bodu agathil appadiye yetukona purathil appadiye yetukenu solla ullukulla appadiye yetukuringa purathil enna pananom at the class eppadi sirappa pogudundradukku undanam munneer padagala naan enna seiya vendumo adhai seiya vendum கையங்காலும் வேலை வெட்டியே இல்லாமல் இன்னைக்கு யாருக்கா முடியுமா அவ்வளவு பெரிய தத்துவம் கரெக்டான தத்துவம் சும்மா இருந்தா அனைத்தும் கிடைக்கும் ஆனா இன்னைக்கு வேலை செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க உங்க கமிட்மெண்ட்ஸ் இருக்கு வந்து உக்காரணம் நினைச்சாலும் உங்க ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கு பினான்சியல் கமிட்மெண்ட் இருக்கு இன்னும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாத அத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எஸ் ஆரணும் அப்போ இந்த வாழ்க்கை உண்மை உண்மை உண்மை ஒன்னும் இல்லைங்க உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு டிஃபரன் நான் அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்னு வாழ்றேன் நீங்க இவ்வளவு இது எப்படிலாம் மாத்தணும் சொல்றேன் கேளுங்க இந்த சின்ன டேட்டா எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நீங்க நல்லா கவனிக்கணும் நான் நாளைக்கு வாழ்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு உண்டதை இன்னைக்கே சேர்த்து வைப்பீங்கல உட்காந்துக்க வேண்டியது ஒன்னும் எடுக்கூடாது ஆமா அப்புறம் எதுக்கு ஆசை போட்டீங்களா அதுகிட்டியாதான் அப்புறம் போவீங்க நாளைக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதிகமா சேர்த்து வைப்பீங்க நாளைக்குன்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலான்ற லெத்தாஜிக் ஃபீல் வரும் நெக்லிஜென்ஸ் வரும் அலட்சியத்தன்மை வரும் நாளைக்கு பாத்துக்கலான்றப்பன்னிப்பு கேட்க மாட்டீங்க தப்பு பண்ணதுக்கு நாளைக்கு பாத்துக்கலான்றப்ப நாளைக்கு திரும்பிக்கலாம் நினைப்பீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றப்போ கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்ப்போம் ஓடட்டும் இது எவ்வளவு தூரம் ஓடுது அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கணவன் மனைவி எல்லாரையும் ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க ஹர்ட்டிங்கா நான் சொல்றது அன்புல ஓட விட்டு வேடிக்கை பாக்குறது வேற ரசிக்கிறது வேற இதுவே நாளைக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் உங்க கண்ணு முனைப்போய் இந்த செகண்ட் கூட ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது கோடி பேருக்கு மேல பணம் காசு இருக்கு ஆமாவா இல்லையா நான் எத்தனை தொட்ட கொடுத்து நான் தீக்குறது நான் நல்லது பண்றேன்னா ஐம்பது அறுபது கோடி பேருக்கும் பண்ணலாம் ஆனா இப்ப ஏன்ட்ட பணம் இருக்கணும் ஐம்பது அறுபது கோடி பேருக்கு பண்றதுக்கு மனசு இருக்கு சரி பணம் இல்லை அப்ப இறைவன் இதுக்கு எனக்கு அருளாசிகள் வழங்கலை இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ அருளாசியில் அழகிருக்காரு அக்கௌண்ட்டில் வேறு ஐம்பதாயிரரூவா தான் இருக்குது சாரி அறுபத்திரெண்டாயிரூவா இருக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறோம் ஒரு அறுபத்திரூவா இருக்கு அப்படின்னா இன்னொருத்தது என்னைய பார்க்க வராங்க அன்னைக்கு அப்படின்னா அவங்க கதறும்போது அழுகும் உங்களுக்கு உண்மை தன்மை தெரிய வரும் உங்களுக்கு தேவை என்றது அடுத்து பிஸ்னஸ்க்கு உண்டான வருமானம் இருக்குது ஏகப்பட்ட ஆப்ஷனும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எப்படியும் பணம் வந்துவிடும் என்ற உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துருச்சுன்னா பணம் கேட்டு யாராக வந்தாலோ உணவு கேட்டு வந்தாலோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனி சில பேருக்கு பணம் கொடுக்கக்கூடாது சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு பக்குவத்தில் தான் ஒரு எடுத்துவனையெல்லாம் வராது ஒருத்தர் உண்மையான தேவைக்கு குழந்தை ஃபீஸ் கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் ஏதாவது உண்மையான தேவைக்கு வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் அப்போ வெறும் அறுபதாயிரம் தான் இருந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த பக்குவம் வராது ஆனால் வளர்த்துக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களிடம் வந்து கையேந்துவது மனிதனே கிடையாது இறைவன் தான் வரான் உங்களை சோதனை பண்ணுறதுக்காக வரான் இல்லை பெரிய காமெடி என்னன்னா தெரியாது அவன் இறைவன் தான் ஏன்னா அவனோட உடம்புல அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி போய் காசு கேளுசி கூட மிக உயர்ந்த காரணத்திற்காக இங்கே நடைபெற்று வரலாறு பண்ணாரா ஐம்பது அறுபது கோடி பேருக்கு அவர் பண்ணாரா பண்ணாரா வேற வேற யாராவது பண்ணாங்களா அதுக்கு முன்னாடி எந்த அமெரிக்காவும் எவனாலேயும் முடியல அப்போ என்ன அர்த்தம் உலகம் ஃபுல்லாக இப்போ ஏன் கூட்டம் இருக்குது அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணி உன் ஆன்மாவை நீ கிளென்ஸ் பண்ணிக்கின்றதுக்காக தான் இந்த பிறப்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நானே நினைத்தாலும் கூட என் சத்துக்கு என் முடிஞ்ச அளவுக்கு நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அத்தனை பேருக்கு தான் என்னால் உதவி பண்ண முடியும் அதுக்கு மேலே உதவி பண்ண முடியாது அப்போ என்ன இறைவன் அதில் தான் உங்க குணத்தை பாக்கிறேன் நீ எந்த மாயில சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உலகம் ரொம்ப பெருசா இருக்கு எல்லாரும் வந்து என்ன கேட்டான்னு நான் எங்கே போறதுன்னு கேட்கறீங்க உங்க கேள்வி கிடையாது எத்தனை எத்தனை டைம் அப்படி வந்தாங்க மொத்த உலகமும் எப்போ வந்து எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து கேட்டாங்க மிஞ்சி போனால் தேவை இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேரை பார்ப்பீங்களா ஏதோ ஒரு தேவைன்னு உங்களை தேடி வரக்கூடிய ஆட்கள் எத்தனை பேருங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு என்ன ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் அஞ்சு பத்து பேராக வராங்க உங்களை பார்க்கறக்கு எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு அஞ்சு பேர்லாம் ஜாஸ்தி அஞ்சு பேரு கூட வச்சுப்போமே அஞ்சு பேரு இப்ப உங்களோட நிலைமை தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்ச எனக்கு ஒரு ஒரு ரூபா பணம் கொடு வந்து கேட்பாவே நம்ம மட்டும் என்ன கேட்பான் நம்மளால என்ன முடியுமோ அதத்தான் கேட்பான் எஸ் ஆரணும் உங்களால அப்ப என்ன முடியுமா அந்த எண்ணம் முடியறத கூட உங்களால கொடுக்க முடியலன்னா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நீங்க என்ன பெரிய கர்ணன் நீங்க என்ன பெரிய தானம் பண்றவரு நீங்க என்ன பெரிய வல்லல் ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் சிறந்து வாழ வேண்டும் உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் அவனை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லன்ற தன்மையில நீங்க இன்னொரு உயிருக்கு உதவும் போது உங்களது ஆன்ம கருமாக்கள் ஒவ்வொன்றாக அழியும் நீங்க அடுத்தவனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப் அடுத்தவனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்பே புரிஞ்சுக்கங்க இறைவன் தான் எல்லாருமாக உட்கார்ந்துருக்கான் நீங்க மதிக்கலன்னா இறைவன் உடனே நோட்ஸ் எடுத்துருவான் அவனுக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது நீங்க மதிச்சவங்க ஒருத்தவங்களை மதிக்கல அப்படின்னா மறுபடியும் மதிப்பு கொடுங்க மறுபடியும் மதிக்கல அப்படின்னா திமிர்த்தனம் பண்றான் தப்பான ஆளாகனா விளக்கி வச்சிரு அவனோட உங்களுடைய அன்பும் கருணையும் தேவைப்படக்கூடிய ஆட்கள் கத்தி கதறி நிறைய பேரும் உண்டுருங்க அவங்களுக்கு கொண்டு போய் வேஸ்ட் பண்ணாம கொடுங்க நம்ம கொடுக்கறது மொத்தத்துல வேஸ்ட் ஆகக்கூடாது எத்தனை விதத்துக்கு புரியுது அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை இன்று நீங்கள் முழுதுமாக ஒரு விஷயத்தை ஆழமாக அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்ன உணரணும் இன்னொருத்தனுக்கு செய்யக்கூடிய நல்லதுன்றது இன்னொருத்தனே கிடையாது அவன் கடவுள்தான் கடவுள்தான் கடவுள்தான் கடவுள்தான் கடவுள்தான் கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா நீங்கள் கவனிக்காமல் போயிடுவீங்களா எனக்கு தெரிஞ்சு நீ கடவுள் வந்தாருன்னா எனக்கு வேலை இருக்கும் கிளம்பினாலும் கிளம்பிடுவீங்க நீங்கள் இன்னைக்கு அந்த மென்டாலிட்டி தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாேருமே கடவுளே வந்து நான் தான்ப்பா கடவுள் உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன் மோட்சத்தையும் கொடுக்குறேன் வா அப்படின்னாலும் போகமாட்டிங்க நீங்கள் ஏன் கடவுளே வந்து கூப்பிட்டாலும் இந்த உலகம் பெருசாக தெரியுது கடவுளுக்கே அந்த மதிப்பு மரியாதை கிடையாது அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது கடவுள் வந்து நான் இருக்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் கடவுளுக்கு தெரியாதா இருக்காரா இல்லையான்னு போட்டது அவர் டிசைனு போட்டது அவரு ப்ளூ பிரிண்ட்டு அவரோட பூமி கொடுத்தது அவரோட மூச்சு ஓடுறது அவர் ரத்தம் கொடுத்த விந்து அவரோட தான் ஸ்ரோதிதமும் ஒன்னு நிம்மதியா இருக்க முடியுமா கடவுளை கேள்வி கேட்கறீங்க உனக்கு எல்லாம் அறிவு இருக்கானு அந்த சராசரத்தையும் படிச்சு இவ்வளவு பெரிய டயக்ராம போட்டு இந்த பூமி இப்படிதான் சுத்தணும் அப்படி போக கூடாது இப்படிதான் போகணும்னு சொல்லி தான் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் பூமின்ற கிரகத்துல வந்து கரகம் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்றோம் பூமி எனும் சொல்லுங்க நான் சொல்றேன் பூமி எனும் கரகத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணிட்டோம் நமக்கு வேற வழி கிடையாது என்ன பண்ணணும் எஸ்கே பாய் போகணும் எங்கே எஸ்கே பாய் போற நீங்கள் எஸ்கே போட்டு அங்கே அது எங்கே போகணுமோ அதுவே போயிடும் நீங்கள் இப்போ ஐயோ அங்கே போனால் ஜி ஜி கூகுள் மேப் இருக்குமா அங்கே போனால் லெஃப்ட் டர்னு ரைட்டுன்னு ரவுண்டானாலாம் காட்டுமான்லாம் கேட்காதீங்க அதுவே போயிடும் அதோடைய தத்துவத்தில் அதுவே செயல்பட்டு அதுவே போய் ஜாயிண்ட் ஆகிடும் எத்தனை விதத்துக்கு புரியுது சரி இப்போ தெரிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை போயின்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சா இல்லையா இருந்தால் லாபி வாண்டாவிட்டு வெளியே போகணும்னே உண்மைன்னு தெரியும் சத்தியமா தெரியும் ஏன் மறுபடியும் இந்த உலகம் உங்களை பார்க்கும் ரசிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செகண்டும் கான்சியஸா இருக்கணும் இது பொய் பொய் பொய் பொயின்ட்டே இருக்கணும் நீங்க எப்போ ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்கும் போதும் கனவு கண்டு கொண்டிருக்கும் போதும் இந்த கனவு பொய் தான் கனவு தான் உங்களுக்கு தெரியும் கனவு இது கனவு தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்க கனவு காணணும் அந்த தன்மைக்கு வந்துட்டீங்கன்னா யூஆர் வின் எத்தனை பேர் அப்படி கனவு காணுமோ நான் கனவு கண்டு கனவு காண்டிட் ட்ரீமர்ஸ் பாங்க அவங்களுக்கு பேர் என்ன லூசிட் ட்ரீமர்ஸ் அவங்களுக்கு அவங்களோட கனவை கண்ட்ரோல் பண்றதுக்கு பவர் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நேரத்துல இவன் இங்க இருந்து குதிக்கணும்னா குதிப்பா அங்க இந்த நேரத்தில் இவன் கீழேருந்து மேலே போகணுன்னா போவான் நம்மளாம் மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி நிறைய பேர் கனவு வந்துருக்கு வந்திருக்காரு இல்லையா அது உயரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஐயோயோ நல்லா வேறு ஈரக்குலாம் நடிஞ்சு போச்சு தப்புச்சுட்டோம்மா தெரியும் இவர் என்ன பண்ண குதிக்கும் போதே இப்போ நான் ராக்கெட் மாதிரி பறக்கணுன்னு போவார் சொங்கின்னு போவார் இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது இதுக்கு அதுக்கு என்னடா ஆன்மீகம் அப்படின்னா எல்லாமே கனெக்ட்ல இருக்கு உங்களுக்கு தான் தெரியல நீங்க எப்படி இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்களோ விஷுவலா தெரியுதோ அதே மாதிரிதான் கனவுலேயே அதே விஷுவல் தான் ஓடுது இங்கே எது கத்தின்னு சொல்லுதோ அங்கேயே அதே புத்தி தான் கத்தின்னு சொல்லுது கண்ணு முன்னாடி இப்போ ஒரு மணிகண்டன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா இவர் இந்த ஃபேஸ் இப்படி இருந்து காது இந்த சைஸ்ல இருந்து மூக்கு இவ்வளவு பொடப்பா இருந்தா அவர் பேர் மணிகண்டன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க கனவுல அதே மாதிரி ஒரு ஒரு விஷுவலைசேஷன் ஒரு ஒரு கேரக்டர் வர மாதிரி தெரிஞ்சாவே அதுக்கு தொட்டு பார்க்கணும்லாம் தெரியாது அது உண்மை நம்ப மனதிற்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது எதை அதிகமாக சொல்லித்தரீங்களோ அதை காப்பி அடித்து பழகி நான் இப்படித்தான் நான் இவன் தான் வாழ ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மென்ட்டலாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு பாருங்கள் எங்கே எதைதெல்லாம் காப்பி அடிச்சிங்க எதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கீன்ற தெரியும் என் வாழ்க்கை நான் என்னவே மென்டல்னு தான் சொல்கிறேன் இன்க்ளூடிங் மீ நீங்கள் இப்போ நான் மட்டும் அறிவாளியானு என்ன பார்க்காதீங்க மிக உயர்ந்த ஞானி எவன் என்றால் மிக உயர்ந்த நிலையில் குழந்தைத்தனமாக இருப்பான் இவன் மிக உயர்ந்த ஞானி ஏன் அவனுக்கு எல்லாம் பொய்னு தெரியும் ஜாலியா விளையாடிட்டு தெரியுதுன்னா வாழ்க்கை உண்மை என்று தெரியும் போதே இந்த வாழ்வு பொய் என்று நீங்கள் உணர வேண்டும் குருவேசரணம் முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருந்தோம் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது அது என்னென்னா இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா ஏன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது க்ரியேட்டிவ் காமன்ஸ்ன்னு இருக்குது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தால் தான் கிளைம் வந்து பண்ணுவாங்க பட் கிரியேட்டிவ் காமன்றது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 உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் கல்வி தொகை கட்ட முடியும் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கிறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வள நாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வல்லல் பெருமானம் ஜீவகாருண்ணியம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் ஆஹ் தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து